படிக்கிறேன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பேரில் சுற்றுப்புற சுகாதாரம் சுற்றுப்புற தூய்மை நம்ம நம் வீட்டையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேர் இதை பார்த்து சிந்தித்து பார்க்கிறார்கள் நூறு சதவீதத்தில் பத்து சதவீதம் மக்கள் மட்டுமே இதை பார்த்து சிந்தித்து பார்க்கிறார்கள் உயிர் வாழ்வதற்கு முக்கிய ஆதாரமாக தண்ணீர் வெற்றிப்படிகள் செய்கிறார்கள் கலப்படம் செய்தால் பயனில்லை குப்பையை குப்பைத்தட்டில் போடுவதற்கு முன்பு மக்கும் குப்பையும் மக்கள் குப்பையும் பிரித்து போட வேண்டும் வாகனத்தில் புகை வந்தால் அதை சரி செய்ய வேண்டும் தண்ணீர் வீணாக சென்றால் அதை சரி செய்ய வேண்டும் மழை நீர் சேகரிக்க வேண்டும் உறுதிமொழி எடுப்போம் வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் இந்த மாதிரி சின்ன சின் விஷயங்களை செய்தாலே போதும் எல்லாமே சுத்தமாக இருக்கும் நன்றி